வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்க விருந்தாக உயர்திரு சு அவர்கள் எழுதிய சமூக புயலில் ஒரு காதல் கோடு இது ஒரு அழகான காதல் கதை இந்த கதையை கேட்டு முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வாங்க கதைக்குள்ள போகலாம்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 கோவில்்சன்னதிக்கு முன்னால் போடப்பட்டிருந்த விஐபி நற்காலிகளில் விசைப்படகுக்காரர்களின் பெரியதனக்காரர் முனுசாமி மீசியை முறுக்கிக் கொண்டும் அவருக்கு அருகே அமர்ந்திருந்த அந்த குப்பத்தின் கண்ணன் தன் நொண்டிக்காலை சுருதி சேர்ப்பது போல் தட்டிக்கொண்டும் தடவி விட்டு இருந்தபோது விசைப்படகு போல் வேக வேகமாக கண்கள் சுழல கட்டுமரம் போல் கால்கள் மரத்து போய் நடக்க நாளடி நீளமுள்ள மாவளரசு என்னும் மீனை அமுக்க முடியாமல் அமைக்க வைத்திருக்கும் நைலான் வளை போல் கொண்டையை அமுக்க அமுக்கி வளை ஜொலிக்கும்படி மல்லிகை பூ பந்தலிடனுடன் ஜதையாக வந்தால் முனுசாமியின் மகள் மச்ச காந்தி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த முனுசாமி எழுந்து உட்காருங்க மாப்பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே சரியாக இடத்தை காலி செய்யும் முன்னாலேயே மாப்பிள்ளைக்காரன் உட்கார்ந்தான் மச்சகாந்தி எங்கே உட்காருவது என்று யோசிப்பது கைகளை நெறித்து கண்களை குலுக்கிய போது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 அவன் அமர்ந்திருந்த நாற்காலியில் தான் அமர்ந்திருக்கிறோம் என்ற ஏதோ ஒரு இன்பத்தொன்ப எல்லை பரப்பி ஊடுருவிய உணர்வு புந்த தான் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியையும் எதிரே ஒரு திட்டு சுவரில் உட்கார்ந்திருந்த கண்ணனையும் மற்ற மாறி மாறி பார்த்தாள் இதை போன்ற ஒரு நாற்காலிதான் அவள் காதல் வயப்படவும் காரணமாக இருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாள் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விசைப்படகை சொந்தமாகவும் சினிமா நடிகைகளும் ஓர் ஆலை முதலாளியும் வாங்கி போட்டிருந்த மூன்று விசைப்படகுகளையும் வாடகைக்கு வைத்துக் அவள் தந்தை முனுசாமி கடலாட்சி செய்த சமயத்தில் விசைப்படகு ஓட்ட தெரிந்த கட்டுமஸ்தான கண்ணன் அவரிடம் வேலைக்கு சென்றான் இரண்டு மாத காலமாகி இருக்கும்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 ஏண்டா இப்படி குற்றத்துக்கு முன்னாடியே தலைய குனிடுங்க உங்கள மாதிரி உருப்படி இல்லாத பசங்களாலே இப்படி உருப்படி இல்லாம துண்டு துக்கடாவா போயிட்டு நாமும் மனுஷங்க தான்ண்டா என்றான் கண்ணன் மச்ச கோபமாக முகத்தை திருப்பி கொண்டாள் பாப்பா இவன் இப்படித்தான் இம்மான் தொலைவு பேசுறான் நீ பஜாருக்கு போ வச்ச ஒரு சோமாரி கிண்டல் பண்ணப்போ அவ வாயிலோ குத்துனான் என்று சமாதானம் சொன்னான் ஒருவன் மச்ச காந்தி கண்ணனை நேருக்கு நேராக பார்த்தாள் ஆணவம் இல்லாத சுயமரியாதை தோரணை கபடம் இல்லாத கண்கள் கட்டுமஸ்தான உடல் மச்சகாந்தி திருப்தியோடு சிரித்துக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் அப்புறம் இன்னொரு நாள் டீசல் பிடிப்பதற்காக முதலாளியிடம் பணம் வாங்க வந்த கண்ணன் அவர் இருக்கிறார் என்ற அனுமானத்தில் தாழ்வாரத்தை தாண்டி உள்ளறைக்குள் வந்துவிட்டான் தனியாக இருந்தாவல் சிரிப்பை முந்தையால் அணை கட்டி கொண்டு வெளியே ஓடி போய் ஒரு நாற்காலியை எடுத்துக்கொண்டு வந்து அவன் பக்கத்தில் போட்டுவிட்டு சமையல் அறைக்குள் ஓடினாள் கிண்டலப்பாரு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கண்ணன் கோபமாக நின்றான் மற்றக்காந்தி சூடான காப்பி டம்ளரை ரசனை சிரிப்பு வாயிலுமாக சுமந்து கொண்டு வந்தாள் நாற்காலியில் தான் காப்பி என்றாள் இருவரும் தங்களை சிரித்தார்கள் தங்களை மறந்து ஏதேதோ அளாவளாவினார்கள் பழைய நினைவுகளை அசை போட்டுக் கண்களுடன் நிலை குழிந்து நிமிந்து பார்த்தாள் மற்ற காந்தி அவளையே போல் தோன்றிய கண்ணன் அவள் பார்வையின் வெப்பதாகத்தில் உருகி போல் எங்கேயோ பார்த்தான் கூத்து போகும் கோவிந்தன் சபையூருக்கு சகலவித வணக்கங்களையும் தெரிவித்துவிட்டு சப்ஜெக்டுக்கு வந்தான்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 பின்னர் மனைவி மக்கள் காக்கும் காவலம்மனாக இருப்பேன் என்று ஒருத்திமேல் ஆவேசமாகி அறிவித்தார் அந்த தர்ம பத்தினி ஒரு மீனவ ஆகையால் பெரியவர்களே கண்ணியம்மை கழிய அந்த காவலம்மனின் கதையை அடியேன் கண்ணன் அவஸ்தை தாங்க முடியாதவன் போல் எழுந்தான் கடலை நோக்கி நோண்டிக்கொண்டே நடந்தான் சினிமா தேட்டர்களிலும் விசைப்படகுகளுக்குள்ளேயும் உலர்த்தி போடப்பட்டிருக்கும் அல்பேசா மறைக்கட்டைகளுக்கு அருகேயும் அவனுடன் கழிப்புடன் விளையாடி அளவில்லா காதர் உணர்வை அளவோடு பழகுவதன் மூலம் காட்டி அவன் உருவம் முழுவதும் கண்களை உறுத்த உள்ளமே அவனை பற்றிய உணர்வே வியாபிக்க மாலையில் நடந்த காதற் ரசித்துக் கொண்டிருந்த ஒரு கண்ணன் வந்தான்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 உன்னை ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால கடல்ல மீன் பிடிக்கலான்னு லான் இருக்கிற வழக்கத்தை மீறி அப்பாவி கட்டுமரக்காரங்களோட வலைகளை அறுக்க சொல்றாரு நம்மளால ஒரு நொடி கூட இங்க இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் எவ்வளவு மன்றாடியும் பொருட்படுத்தாமல் கண்ணன் போய்விட்டான் பின்னர் முனுசாமி உன்னோட கையை தொட்டு பழகிட்டு அந்த காளி பைய கீப்பு பண்ணவளோட குடித்தன போயிட்டான் நம்ம காவல் கண்ணியம்ம எதை வேணும்னாலும் சுகச்சிக்குவா ஆனா காதல் துரோகத்தை மட்டும் சகச்சுக்க மாட்டான் வேணும்னா பாரு ஆத்தா என்ன பாடுபடுத்த போறார் என்று பக்குவமாக பேசினார் அவர் சொன்னது போல் கண்ணன் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போன போது சுறாமீன்களால் தாக்கப்பட்டு ஒரு காலை இழந்து விட்டதாக அவளுக்கு செய்தி போனது கண்ணனின் காதல் துரோகத்திற்கு கன்னி காவலம்மன் கொடுத்து விட்டதாக அப்பனால் நம்ப வைக்கப்பட்ட மச்ச திருமணம் முடிந்தது மச்சகாந்தி இருப்பு கொள்ளாமல் தவித்தாள்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 கண்ணன் அவளை பாராமலே வா காந்தி என்றான் மற்ற காந்தியால் அந்த காலை பார்த்தும் தாழ முடியவில்லை அதை கட்டி கொண்டு உனக்கா இந்த கதி உனக்கா உனக்கா இந்த கதி என்று கடல் அலை ஒளி குறையும்படி புலம்பினாள் நான் சொன்னதை கேட்டிருந்தா உனக்கு காலு போயிருக்குமா தொட்டு பேசின பெண்ண ஏதிட்டு பாராம போயிட்ட கடைசியில் நைனா சொன்ன மாதிரி கன்னி காவலம் சுராமீனா வந்து உன் காலை எடுத்துட்டா நான் தான் பாவி என்னாலத்தான் இப்படி ஆயிட்ட கண்ணன் நிதானமாக பேசினான் கன்னி காவல்தான் கட்டுமர மீனவர்கள் ஒன்னா திரட்டினதுனால என் மேல ஒப்பனுக்கு தீராத கோபம் நானும் உன்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் போட்டு இருந்தேன் என்னோட ஆள் ஒருவன உன் நைனா லான்சுக்கு அனுப்புனேன் இத தெரிஞ்சுகிட்ட உன் நான் கடல்ல கட்டுமரத்துல இருந்த வலையை விரிச்சுட்டு இருந்தப்போ லான் வந்து நான் விரும்பல இந்த ஒரு கால பலருக்கு காளானா மாறுறத விரும்பல மச்ச காண்டி ஆவேசத்துடன் எழுந்து ஆவேசமாக கேட்டாள் உன்னை முச்சுக்கிட்டு இருந்த என்னோட தங்கை சரி புறப்படு வலம்மன் சன்னதிக்கு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டதா சொல்லுவோம் ஏன் பயப்படுற நான் பயப்படல நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியல இருந்தாலும் நீயும் நானும் ஒன்னுன்னு தெரிஞ்சுக்கணும் நாம குடுத்தும் பண்ணலாம் ஒப்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது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 கண்ணலின் குரல் தழுத்தழுத்தது கள்ளிக்காவளம்மனுக்கு கற்புற ஆராதனை நடந்தது அவளுக்கு அவனுக்கே ஆராதனை செய்ய வேண்டும் போல் இருந்தது இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த கதை பற்றியோ உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை இது உங்கள் தமிழ் நாவல் நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கும் விருந்தாக நன்றி வணக்கம்